வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனலில் வார வாரம் திங்கள் கிழமை ஒரு புது வீடியோ வெளில வரும் தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் காலையில் நாம் நினச்ச நேரத்தில் எழுந்து நம்ம திட்டமிட்ட வேலைகளை எல்லாம் சரியா செஞ்சோன்னு வைங்களேன் அந்த ஒட்டு மொத்த நாளே வெற்றிகரமாக இருக்கும் முதல் ஒரு மணி நேரத்தில் நாம் வெற்றி பெற்றுட்டோம் ஒட்டு மொத்த நாளுமே நமக்கு வெற்றிகரமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் நாம நினைச்ச நேரத்தில் அன்னைக்கு காலையில எழுந்துக்கணும் ஆனா பெரும்பாலான மக்கள் அந்த மாதிரி செய்யறதில்லை ஒரு ஆறு மணிக்கு அலாரம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆறு மணிக்கு அலாரம் அடிக்கும் அதை நிறுத்திட்டு திரும்ப தூங்கிருவாங்க திரும்ப அலாரம் அடிக்கும் அதை நிறுத்திட்டு திரும்ப தூங்கிருவாங்க ஆறு மணிக்கு அலாரம் வச்சுட்டு கடைசியா ஏழு மணிக்கோ ஏழரை மணிக்கோ எழுந்து பரபரப்பா கிளம்பி மன உளைச்சலோட கிளம்பி அந்த நாளே ஒரு பதற்றமாகவும் ஒரு மன தான் இருக்கும் இதை எப்படி தவிர்க்கணும் திட்டமிட்ட நேரத்துல நாம சரியா எழுந்துக்கணும் கடந்த ரெண்டு வருஷமா நான் அலாரமே யூஸ் பண்றது ஆனா நான் நினைச்ச நேரத்துல என்னால எழுந்துக்க முடியும் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துக்கணும்னு நினைச்சேன்னா அஞ்சு மணிக்கு அலாரத்தோட உதவி இல்லாம நானே எழுந்துப்பேன் ஆறு மணியோ ஏழு மணியோ எப்போ வேணால் இருக்கட்டும் நான் நினச்ச நேரத்தில் நான் கண்டிப்பாக எழுந்துக்க முடியும் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சூப்பரான வழி இருக்குங்க அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் அலாரமே வைக்காம நினச்ச நேரத்தில் எழுந்துக்க முடியுமா கண்டிப்பாக எழுந்துக்க முடியும் ஏன்னால் கடந்த சில வருடங்களாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் நேராக கண்ணாடி முன்னாடி போவேன் கண்ணாடி முன்னாடி நின்று என்னோடய கண்களை பார்ப்பேன் வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு பரிபூர்ண ஒரு மன அமைதியோட ஒருநிலைப்படுத்திய ஒரு மனதோட என் கண்களை பார்ப்பேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ நான் தூங்க போகிறேன் படுத்த உடனே நான் நிம்மதியா தூங்கிடுவேன் ஆழ்ந்த தூக்கம் தூங்குவேன் காலையில ஆறு மணிக்கு நான் வந்து டான்னு எழுந்துப்பேன் ஒரு மகிழ்ச்சியோட ஒரு மன அமைதியோட ஒரு ஆனந்தத்தோட முழு உற்சாகத்தோட பேரின்பத்தோட நான் வந்து எழுந்துப்பேன் அப்படின்னு கண்ணாடியில என் கண்களை பார்த்து சொல்லுவேன் மூணு தடவை நான் சொல்லுவேன் உணர்வு பூர்வமா சொல்லுவேன் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க உணர்வு பூர்வமா காலையில எழுந்துக்கும்போது ஒரு உற்சாகமாக எழுந்துக்கும் நமக்குள்ள எவ்வளோ ஒரு பரவசம் இருக்கும் எவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும் அந்த உணர்வுகளை என் மனதுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு என் கண்களை பார்த்து நான் சொல்லுவேன் மூணு தடவை நான் சொல்லி முடிப்பேன் சொல்லிட்டு நேராக நான் போய் படுத்துடுவேன் படுத்த உடனே தூங்கிடுவேன் காலையில் நான் நினச்ச நேரத்துக்கு ஒருவேளை நான் ஆறு மணிக்குன்னு சொல்லியிருந்தேன்னா சரியா ஆறு மணிக்கு எனக்கு முடிப்பு வரும் டைமை பார்ப்பேன் சரியா ஆறு இருக்கும் எழுந்து போயிட்டு என்னோட வேலைகளை பார்ப்பேன் நான் கேட்ட மாதிரியே ஒரு மன அமைதியோட என்னால் எழுந்துக்க முடியும் ஒரு உற்சாகத்தோட எழுந்திருக்க முடியும் ஒரு ஆனந்தத்தோட எழுந்திருக்க முடியும் ஒரு பரவசத்தோட எழுந்திருக்க முடியும் ஒரு பேரின்பமா இருக்கும் அதாவது ஒரு உற்சாகத்தோட எழுந்துக்கும் போது இன்னைக்கு அந்த நாளே நமக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் நம்ம நினைச்ச வேலைகளை எல்லாம் நம்மளால செய்ய முடியும் திட்டமிட்ட வேலைகளை எல்லாம் சரியாக செய்ய முடியும் அந்த நாள் முழுக்க நாம எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்தாலும் கூட நம்மளோட மனசிறுகள அதை வலிமையாக எதிர்கொள்ளும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மனம் அதை வலிமையாக எதிர்கொள்ளும் ஏன் அப்படின்னா அந்த நாளின் தொடக்கம் மன அமைதியோட தொடங்கியிருக்கு அந்த நாளின் தொடக்கம் உற்சாகத்தோட தொடங்கியிருக்கு மகிழ்ச்சியோட தொடங்கியிருக்கு அதனால அது வந்து அந்த நாள் முழுக்க நீடிக்கும் நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் பேரின்பத்தையும் மன அமைதியும் தருங்க இதுதாங்க டெக்னிக் நான் வந்து அலாரமே யூஸ் பண்ணதில்லை கடந்த ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் நான் வந்து அலாரம் யூஸ் பண்ணதில்லை இந்த முறையில தான் நான் எழுந்துப்பேன் ஒரு நாள் ஆறு மணிக்கு எழுந்துப்பேன் ஏழு மணிக்கு எழுந்துப்பேன் நாலு மணிக்கு எழுதிப்பேன் எத்தனை மணியாக இருந்தாலும் நான் வந்து நைட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உணர்வு மூணு தடவை நான் சொல்லுவேன் சொல்லிட்டு நான் போய் படுத்து உடனடியாக தூங்கிடுவேன் நினைத்த நேரத்துல காலையில எழுந்துருவேன் இது எப்படிங்க சாத்தியம் இது இன்னும் மேஜிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆள் மனசோட ஒரு அபூர்வமான சக்திங்க எதையுமே நம்ம ஆள் மனசுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் நம்ம நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு எண்ணங்களையும் நீங்க வந்து ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் பாருங்களேன் நீங்களே நினைக்காத அளவுக்கு பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதுதான் ஆள் மனசோட ஒரு அற்புத சக்தி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளை காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னதை செய்யுங்க செஞ்சுட்டு காலையில பாருங்களேன் நீங்கள் வந்து டான்னு எழுந்திப்பீங்க நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு உங்களால் எழுந்திருக்க முடியும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி சொல்லும்போது உணர்வு பூர்வமாக சொல்லணும் வேற எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு ஒருமுக சிந்தனையோட ஒரு மன அமைதியோட உங்கள் கண்களை பார்த்து உணர்வு சொல்லணும் சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் நினைச்ச நேரத்தில் எழுந்திருப்பீங்க நாளைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்க போகிறீங்க நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கு போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க நான் நாளைக்கு அஞ்சு மணிக்கு எழுந்துக்க போகிறேன் அல்லது நாலு மணிக்கு எழுந்துக்க போகிறேன் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களோ அதை வந்து கமெண்ட்ல போடுங்க உங்களோட அந்த எண்ணம் உங்களோட ஆள் மனசுக்குள்ள போகட்டும் உங்களோட அந்த எண்ணம் பிரபஞ்சம் கிட்ட போகட்டும் நீங்க நினைச்ச மாதிரியே அலாரம் இல்லாம நீங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச நேரத்தில் எழுந்துக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளியில் வரும் கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்